எதிரி அதாவது அவங்கனால ஒருபாடு பிரச்சனைகள் பாதித்து ஆளுகளுக்கு வேண்டிதான் இந்த மந்திரத்தை கண்டிப்பா யாருக்கு வேணாலும் தியான மந்திரம்தான் அப்போ குளிச்சு சுத்தமா காலையில நம்ம விளக்கு வைப்போம் இல்லையா சாமிக்கு அந்த டைம்ல ஏழு முறை ஏழு நாள் சொல்லுவாங்க உங்களுக்கு யார சத்ரு எதிரி அவங்களை நினைத்து இத நீங்க சொல்லிவாங்க அவங்க உங்க பக்கம் கூட தலை வச்சு பார்க்க மாட்டாங்க சரிங்களா அது மந்திரம் பண்றதுக்கு வேண்டது உண்மையான பக்தி வேணும் காளி தேவி மேல உண்மையான நம்பிக்கை வேணும் இந்த நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா எதிரிகள் நீங்க நித்தியமா நீங்க செய்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியோட தொல்லையே உங்களுக்கு வராது வாழ்க்கையில என்னைக்குமே வெற்றி அதாவது தொழில் தடையோ சாம்பத்திக தடையோ எந்த தடையுமே உங்களுக்கு வராது ஏது காரியத்துலயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காளி உங்க கூடையே தொலையா இருக்கும் அதோட காலியோட தியான மந்திரம் தான் அது ஏதொரு மந்திரம் பண்ணும்போது மூல மந்திரம் பண்ணும்போதும் அந்த அதுக்கு ஒரு சந்தசு ரிஷி ஒரு தியானம் அப்படி இருக்கு அது மாதிரி அதில் ஒரு தியான மந்திரம் தான் நாம் இப்போ சொல்றது இந்த தியான மந்திரம் நமக்கு பூஜா முறையும் யூஸ் பண்ணி வராங்க ஒருவாட கோயில்ல இதையே பூஜா முறையா சொல்லி வராங்க அப்ப கண்டிப்பா எதிரியோட தொல்லை உங்களுக்கு இருந்தா இந்த தியானத்தை நீங்க பண்ணி வாங்க இதுக்கு உண்மையான நம்பிக்கை மட்டும் போதும் அந்த விளக்கு வைக்கும் போது ஏழு முறை ஒரு நாள் ஏழு முறை காலையில சொல்லுங்க அப்படி ஏழு தடவை நீங்க சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க எதிரி உங்க பக்கமே வரமாட்டான் அது மாதிரி பின்னே அது முடிஞ்சு அப்புறமும் எதிரியோட வேற ஏதாவது தொல்லை வந்தா அப்பளும் நீங்க இதை கண்டினியூ சொல்லிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும் இதுக்கான மந்திரம் நான் இப்ப சொல்றேன் நண்பர்களை கட்கம் கபாலம் த்ரிசிகாம் நல்லா பாத்துக்கோங்க திரிநேற்றம் வஜ்ரம் தந்தானீமேத்ருதயம் கிருஷ்ணேன காளி சததம் பஜாமி